வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ் இன்றைக்கி பதிவில் பயிற்சி ஒன்று புள்ளி முதல் மூன்று கணக்குகளை பார்க்கலாம் போன பதிவில் சார்பின் வரையறை பார்த்தோம் சார்பை வரையறை செய்ய இரண்டு நிபந்தனைகள் நமக்கு நினைவில் இருக்கணும் முதல் கணத்திலுள்ள உறுப்புகள் இரண்டாவது கணத்திலுள்ள உறுப்புகளுடன் தொடர்பு வேண்டும் முதல் கணத்திலுள்ள ஒவ்வொரு உறுப்பும் தனித்தனியாக ஒரே ஒரு உறுப்புடன் மட்டுமே தொடர்புப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் வாங்க பயிற்சி கணக்குகளை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் பயிற்சி ஒன்று புள்ளி மூணு எஃப் சமம் எக்ஸ்கமா ஒய் வரிசை ஜோடி கொடுத்துருக்காங்க எக்ஸ்கமா ஒய் பிலாங்ஸ் n என்ன இயல் எண்கள் நமக்கு நல்லா தெரியும் 1, 2, 3 எக்ஸட்ரா ஒய் சமம் அதாவது எக்ஸை இரண்டால் பெருக்கினால் கிடைப்பது Y. Y சமம் இரண்டு பெருக்கள் எக்ஸ் ஆனது எண்ணின் மீதான ஓர் உறவு இது உறவு கொடுத்துருக்காங்க மதிப்பகம் துணை மதிப்பகம் மற்றும் பீச்சகத்தை காண்க இந்த உறவு சார்பாகுமா கேள்வி இன்னொருமுறை படிங்க X, Y என்ற உறவு பிலாங்ஸ் டு என் ஒய் சமம் இரண்டு n இன் மீதான ஓர் உறவு எனில் மதிப்பகம் துணை மதிப்பகம் வீச்சகம் காண்க இந்த உறவு சார்பாகுமா கவனிங்க முதல்ல கணக்கில என்ன கொடுத்துருக்காங்க x, y belongs to n. so x ஒன்று இரண்டு மூன்று எக்ஸெட்ரா ஒய் ஒன்று இரண்டு மூன்று எக்ஸெட்ரா ஒய் சமம் இரண்டு எக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க முதல்ல வரிசை ஜோடிகளை கண்டுபிடிக்கலாம் எக்ஸமம் ஒன்று எனில் ஒய் சமம் ரெண்டும் எக்ஸமம் இரண்டு எனில் வை சமம் ரெண்டு ரெண்டு நாலு எனில் வை சமம் மூணு இந்த உறவை இப்படி எழுதலாம் ஆர் சமம் ஒன்று கமா இரண்டு இரண்டு கமா நான்கு மூன்று மதிப்பகம் என்பது முதல் கணத்தில் உள்ள உறுப்புகள் ஸோ முதல் கணம் இயல் எண்கள் மதிப்பகம் 1, 2, -2 3, மூன்று எக்ஸெட்ரா அடுத்தது துணை மதிப்பகம் என்பது கணம் இரண்டாவது கணமும் தான் துணை மதிப்பகம் சமம் ஒன்று இரண்டு மூன்று எக்ஸட்ரா அடுத்து வீச்சகம் வீச்சகம் என்பது நிலல் உருடளை மட்டுமே குறிக்கும் இங்க என்னென்ன நிலல் உரு 2 4 6 சோ வீச்சகம் சமம் இரண்டு நான்கு ஆறு எக்ஸெட்ரா இந்த உறவு சார்பாகுமா பாரு எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உள்ளீடுக்கும் வயில் தனித்தனியாக வெளியீடு உள்ளது எனவே இந்த உறவு சார்பாகும் அனைத்து நிழல் உருக்களையும் கொண்ட கணம்தான் வீச்சகம்னு பார்த்தோம் சமம் 2, 4, 6, எக்ஸட்ரா X சமம் மூன்று நான்கு ஆறு எட்டு என்க உறவு கொடுத்திருக்காங்க X, எஃப்எஃப் எக்ஸ் எஃப் ப்ளஸ் ஒன்று என்ற உறவானது எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா Xல நான்கு உறுப்புகள் இருக்குது எக்ஸின் வர்க்கம் கூட்டல் ஒன்று தான் எஃப்ஆஃப் எக்ஸ் எக்ஸோட உறுப்புகளை அட்டவணை முறையில் எழுதி எஃப்ஆஃப் எக்ஸ் கண்டுபிடிக்கும்போது சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம் பாருங்கள் எக்ஸோட உறுப்புகளை இப்படி எழுதிக்கலாம் மூன்று நான்கு ஆறு எட்டு எக்ஸில் நான்கு உறுப்புகள் இருக்குது நமக்கு சார்பை எப்படி வரையறை செய்திருக்காங்க X2 ஸ்கொயர் ப்ளஸ் ஒன்று இது ரெண்டையும் இப்படி எழுதிக்கலாம் X2 ஸ்கொயர் பிளஸ் ஒன்று எஃப்ஆஃப் எக்ஸ் நாம் கண்டுபிடிக்கணும் முதல்ல எக்ஸோட வர்க்கம் நமக்கு தெரியும் ஒவ்வொரு எண்ணையும் அதே எண்ணால் பெருக்கினால் கிடைப்பது வர்க்க எண்கள் கவனிங்க மூன்றின் வர்க்கம் ஒன்பது நான்கின் வர்க்கம் பதினாறு ஆறின் வர்க்கம் 36, ஆறு எட்டின் வர்க்கம் அறுபத்தி இந்த வர்க்க எண்களோட நாம் ஒன்று என்ற எண்ணை கூட்டணும் ஸோ எல்லா காலத்திலையும் ஒன்று என்ற எண்ணை எழுதிடலாம் இந்த இரண்டு எண்களையும் கூட்டலாம் ஒன்பது கூட்டல் ஒன்று பத்து பதினாறு கூட்டல் ஒன்று பதினேழு முப்பத்தி ஆறு கூட்டல் ஒன்று முப்பத்தி ஏழு கூட்டல் ஒன்று அறுபத்தி நமக்கான கேள்வி எக்ஸில் இருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகுமா எண் என்பது ஏலெண்கள் பாருங்கள் எஃப்எஃப் என்ற வெளியீடுல ஏலென்கள் இருக்கு எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்புக்கும் தனித்தனியாக ஒரு வெளியீடு இருக்கு ஸோ எக்ஸில் உள்ள ஒவ்வொரு உறுப்பும் எண்ணில் ஒரே ஒரு உறுப்புடன் தொடர்பு எனவே ஆர் என்ற உறவானது எக்ஸிலிருந்து எண்ணுக்கு ஒரு சார்பாகும் ஒன்றாவது கணக்கு கொடுக்கப்பட்ட சார்பு எஃப் X2 டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் பிளஸ் ஆறுஸ் 1 எஃப்எஃப் ரெண்டு ஏ எஃப்எஃப் ரெண்டு எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று ஆகியவற்றை மதிப்பிடுக போன கணக்கில் செய்த அதே அட்டவணை முறையை இங்கேயும் நாம் பயன்படுத்தலாம் பாருங்கள் நான்கு மதிப்புகள் நாம் கண்டுபிடிக்கணும் மைனஸ் ஒன்று இரண்டு எக்ஸ் மைனஸ் ஒன்று சமன்பாட்டை இப்படி எழுதலாம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஐந்து எக்ஸ் பிளஸ் ஆறு எஃப்ஆஃப் எக்ஸ் முதல்ல எக்ஸின் வர்க்கம் நாம் கண்டுபிடிக்கணும் ஒன்றின் வர்க்கம் ஒன்று இரண்டு ஏ இரண்டின் வர்க்கம் a இன் வர்க்கம் ஏ ஸ்கொயர் 2 2 இன் வர்க்கம் 4 இங்கே X-1 ஒன்னின் வர்க்கம் நாம் இங்க பயன்படுத்த வேண்டியது A-B பி ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா நமக்கு தெரியும் A ஸ்கொயர் மைனஸ் டூ ஏபி பிளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் பி ஒன்று அப்போ ஏ ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயர் பி ஸ்கொயர் ஒன்று டூ ஏபின்னா டூ இன்டூ எக்ஸ் இன்டூ ஒன்று டூ எக்ஸ் மைனஸ் இருக்கிறதுனால ஏ மைனஸ் பி ஹோல் ஃபார்முலா அடுத்தது மைனஸ் ஐந்து அதாவது ஒவ்வொரு எக்ஸையும் மைனஸ் ஐந்தால் பெருக்கணும் பாருங்கள் மைனஸ் ஐந்து பெருக்கள் மைனஸ் ஒன்று ப்ளஸ் அஞ்சு மைனஸ் 5 பெருக்கள் ரெண்டு ஏ மைனஸ் இன் டூ 5 மைனஸ் ஐ ரெண்டு பத்து ஏ மைனஸ் ஐந்து பெருக்கள் ரெண்டு மைனஸ் பத்து மைனஸ் ஐந்து பெருக்கள் எக்ஸ் மைனஸ் ஒன்று கவனிங்க மைனஸ் ஐந்து எக்ஸ் மைனஸ் ஐந்து என்ற மாறிலி மாறிலி வரும்போது எல்லா காலங்களிலையும் எந்த மாற்றமும் இல்லாமல் அந்த மாறிலியை நாம் அப்படியே எழுதிக்கலாம் இப்போ இந்த மூனையும் சுருக்கணும் முதல்ல மூன்றுமே மிக எண்களாக இருக்கு ஸோ மூனையும் கூட்டுனா இது அப்படியே 4a2-10a 6 4A2 6-4 பாருங்க 10 10 10 0 x இன் அடுக்கு 2 இந்த ஒரு பனிரண்டு இருக்கு சோ இத x 2x –5x! ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை நாம் போடணும் சோ, –5 கூட்டல் 2, 7x! எக்ஸ் அடுத்து எண்களை கூட்டுங்க 6 கூட்டல் 5, 11, 11, கூட்டல் ஒன்று பன்னிரெண்டு இந்த மாதிரி அட்டவணை முறையை பயன்படுத்தி நாம் கண்டுபிடிக்கும்போது விடைகளை சுலபமாக தவறில்லாமல் கண்டுபிடிக்கலாம் இப்போ விடைகளை தனித்தனியாக எடுத்து எழுதலாம் முதல் கணக்கு எஃப்எஃப் மைனஸ் எஃப்எஃப் மைனஸ் ஒன்று சமம் பன்னெண்டு பாருங்கள் மைனஸ் ஒன்றுங்கிற காலத்துக்கு நேரா பன்னிரெண்டு அடுத்தது எஃப்எஃப் ரெண்டு ஏஎஃப்எஃப் ரெண்டு ஏ சமம் நாலு ஏ ஸ்கொயர் மைனஸ் பத்து ஏ ப்ளஸ் அடுத்தது எஃப்எஃப் ரெண்டு சமம் ஜீரோ எஃப்எஃப் எக்ஸ் மைனஸ் ஒன்று சமம் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் ஏலி எக்ஸ் ப்ளஸ் பன்னிரெண்டு மூன்று கணக்குகளுமே முக்கியமான கணக்குகள் தான் கணக்குகளை எப்பவுமே போட்டு பார்த்து தான் ப்ராக்டிஸ் பண்ணணும் தயவுசெய்து மனப்பாடம் பண்ணாதீங்க தேங்க்யூ